ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் from ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரே பேட்டனில் அதுவும் more than 15 கலர் சேரீஸ் பார்க்க போகிறாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துலாம் first சாரியுடைய நம்பர் செவன் எயிட் ஜீரோ மேக்ஸிமம் சிங்கிள் கலர் சேரீ இருக்குங்க ஒரு 3 டு ஃபோர் சேரீஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வர மாதிரி இருக்கும் அதுவும் ஒரே பேட்டன் தாங்க ஸோ ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லோ கலர் இது சேரீடைய கலர் எல்லோ கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் ஜரீலா ஒர்க் இருக்குங்க பாடியில் உங்களுக்கு புட்டாவும் வந்துடும் கோல்டு டெஸ்ட் ஜரீலா அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வெர்டிக்கல் லைனும் வந்துருங்க வெட்டிக்கல் ஸ்ட்ரைப் லைனும் வந்துடும் ஜரிலேயே கோல்டு டெஸ்டு ஜரிலேயே வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஹேண்ட்லூ மேட் பியூர் சில்க் சேரீங்க வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு சைட்லேயுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு நம்ம வீவ் பண்ணியிருக்கோம் சாரி நம்பர் செவன் எயிட் ஒன் சாரி நம்பர் செவன் எயிட் ஒன் சாரியுடைய கலர் பீகாக் ப்ளூ கலருங்க சிங்கிள் கலர் தான் சாரியோட லென்த் கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் இருக்குங்க பிளவுஸுடைய லென்த்து எபவ் செவன்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சேரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் எபவ் இருக்குங்க பிளவுஸ் பிளைனாக இருக்குங்க இன்னர் லேயர் பிளைனாக இருக்கும் மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த புட்டா டைப்பும் அண்ட் ஆல்சோ அந்த ஸ்ட்ரைப் லைனும் வந்துருங்க சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் செவன் ஹண்ட்ரெட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் சேரி நம்பர் 682 எயிட் கலர் பிங்க் கலர் பிரைட் பிங்காக இருக்குங்க இது ஸ்ட்ரைப் லைன்ஸ் வர்றதும் அண்ட் ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடிய புட்டா இது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேட்டன் பட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியர்லி 18 கலர் ஸாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஒரே பேட்டன்ல 18 கலர் ஸாரீஸ் இருக்குங்க ஸோ யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க சரி நம்பர் 783 எயிட் இது வந்து ரோமர் ப்ளூ கலருங்க எல்லாமே கோல்டு டெஸ்டு சரிதாங்க ஸோ அதனால் நான் ரிப்பீட் பண்ணலை ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எயிட்டீன் கலர் சாரீஸ்லேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்டு சரி தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரியை பொறுத்த வரைக்கும் ஹஃப் ஐன் சரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் வார்ப் அண்ட் வெஃப்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஒவ்வொரு சேரீயுமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வருது சாரி நம்பர் செவன் இது வந்து கிரே கலருங்க லைட் கிரே கலர் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சேரீ வந்ததுனாலோ அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ அண்ட் ஹேண்ட்லூம் மாஸ்க்கோ கண்டிப்பாக வந்து ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸாரீ நம்பர் செவன் எயிட் ஃபைவ் ஸாரியுடைய கலர் பிளாக் அண்ட் குவாலிட்டி பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பியூர் Silk சாரீங்க அண்ட் ஹேண்ட்லூம் made கைத்தறியில நெசவு பண்ணது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெக்ஸ்டர் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரியோ பளவளப்பாவோ வளவளப்பாவோ கண்டிப்பா இருக்காதுங்க இது த்ரீ பிளை த்ரெட் ஒர்க்ல நம்ம சிறுமுகையில சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் நெசவு செய்யப்பட்ட சாரீங்க இது வந்து த்ரீ பிளை த்ரெட் ஒர்க்ல மேக் பண்ணதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரி நம்பர் செவன் சாரியுடைய கலர் இங்க் ப்ளூ கலருங்க ஹேண்ட்லூம் மார்க்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன் ஹேண்ட்லூம் மார்க் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கைத்தறியில் என்ன சேவ் சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் அதாவது த்ரெட்ஸ் சில இடங்களில் த்ரெட்ஸ் தெரியுது அண்டு லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன்ஸ் வரும்போது டார்க் கலர் த்ரெட்டு வந்து சேரீஸில் விசிபிள் ஆகுறது டாப் அண்ட் பாட்டம்லேயும் அதே மாதிரி லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் வரும்போது அந்த டார்க் கலர் அந்த ஹூக்ஸ் மார்க்ஸ் வந்து நல்லா தெரியுங்க இது வந்து ஹேண்ட்லூமில் வரக்கூடிய யூஷுவலான ஒன்று தாங்க சாரி நம்பர் 787, எயிட் செவன் செவன் எயிட் செவன் டார்க் வைலட் கலர் சாரி கலர் டார்க் வயலட் கலர் இந்த சாரீசாக WhatsApp வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா சாரீ கோடு சென்ட் பண்ணி சென்ட் பண்ணும்போதே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சாரி நம்பர் செவன் டபுள் எயிட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செவன் பீச் கலர் சாரியுடைய கலர் பீச் கலர் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் ஸ்ட்ரைப் லைன்ஸ் இருந்தது அண்டு ஸ்கொயர் ஃபுட்டாக இருந்தது அதே மாதிரிதாங்க இதில் ஆனால் அந்த புட்டா மட்டும் டிசைன் வந்து வேரி ஆகுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஸ்கொயர் ஃபுட்டாக்கும் இப்போ இதுக்கு மேலே பார்க்கக்கூடிய ஸ்கொயர் ஃபுட்டாக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குங்க பட் ரெண்டுமே ஸ்கொயர் ஷேப்பு டிசைன்ஸ் மட்டும் லிட்டில் என்னாகும்னா கொஞ்சம் வேரி ஆகும் பட் ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து அதே மாதிரி தாங்க இருக்கும் சேரீ நம்பர் 789 எயிட் நைன் சாரியுடைய கலர் க்ரே கலர் ஸோ இந்த கிரே கலர் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் Black Combination காம்பினேஷன் so White ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் போது கண்டிப்பா சேரீல சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் அந்த ஹூக் மார்க்ஸ்மே பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலர் த்ரெட் விசிபிளாக இருக்கும் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் Google Pay, Phone Pay, Paytm, Account Transfer நாலு ஆப்ஷன் இருக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி பே பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரிகூட பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் PREPAYMENT OPTIONல பர்ச்சேஸ் பண்ணலாங்க நம்ம FREE SHIPPINGல நம்ம இந்தியாக்குள்ளே எங்க வேணாலும் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் சாரீ நம்பர் செவன் நைன் நம்பர் செவன் இது வந்து டபுள் ஷேடுங்க வயலட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. அதாவது violet and pink ரெண்டு கலர் மிக்சிங்கில் இருக்குங்க உங்களுக்கு வார் பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர்லையும் வெப்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வைலட் கலர்லையும் இருக்கும் ஸோ மிக்சிங்கில் இருக்குது நெக்ஸ்ட் சாரி சாரீ நம்பர் செவன் நைன் ஒன் இது வந்து டார்க் நேவி ப்ளூங்க சாரியுடைய color dark navy blue Cash on delivery option available இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரியிலும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாரீ தான் அட்ட டைமில் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு சாரி அகைன் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரீ பார்சல் வாங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரீ வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியுங்க சாரி நம்பர் செவன் சாரியுடைய கலர் பர்பிள் இப்போ நீங்கள் பார்க்கறது செவன் நைன் டூ பர்பிள் கலர் இன்னொரு லிமிடேஷனும் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு சப்போஸ் சாரீஸில் வந்து டசில்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டசல்ஸ் வேணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுற சாரீஸ்க்கு வந்து டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க இதே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா எந்தவித லிமிடேஷன்ஸ் கிடையாது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது இந்தியாக்குள்ள சென்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் நம்பர் ஆஃப் சாரீஸ் வந்து நிறைய எடுக்கிறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக வருங்க சாரீ நம்பர் 793. நைன் த்ரீ ஸாரீ நம்பர் செவன் நைன் த்ரீ சாரீடைய கலர் இங்கு ப்ளூ கலர் அண்ட் நம்ம வர்ணா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்போ தான் இமீடியேட்டாக வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்துட்டிங்கன்னா நேர்லி த்ரீ லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அண்ட் ஆல்சோ செவன்ட்டி சிக்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு குரூப்லையும் வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருக்காங்க சில குரூப்ஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கூட இருக்காங்கங்க ஸோ நம்ம எப்போல்லாம் அப்டேட் போடுறோமோ அப்போ வந்து இமீடியா நிறைய கலர் சாரி பார்த்தோம் பாடி ஆப் சாரி ரெட் கலர்லையும் பல்லுவன் பிளவுஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிரீன் கலர்லயும் இருக்கு ஸோ பேட்டன் அதே பேட்டன் தாங்க அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பல்லு பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னா different பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது டிஃப்ரெண்ட் வாண்டடு இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூ பல்லுவன் பிளவுஸ் ராமர் கிரீன் கலர் ரைட் light லைட் கலராக இருக்குங்க ராமர் க்ரீன்லையே லைட் கலராக இருக்கும் நெக்ஸ்ட் சேரீ பத்திரலாம் 796, நைன் சிக்ஸ் சாரி நம்பர் செவன் நைன் சிக்ஸ் பாடி ஆஃப் சாரி பிங்க் கலர் பழுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ராமர் க்ரீன் கலருங்க சப்போஸ் புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ட்ராக்கிங்கில் ஏதாவது டவுட் இருக்கு, நீங்கள் வந்து புக் பண்ணி 2 டேஸ் அச்சு 3 டேஸ் அச்சு பாசஸ் வரல அப்படின்னா ட்ராக்கிங்கில் எதாவது டவுட் இருந்ததுனாலும் கஸ்டமர் கேர் கான்டெக்ட் பண்ணலாம் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அந்த கஸ்டமர் கேர் நம்பர் வந்து மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு, நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஒன்லி என்கொயரிஸ்க்கு மட்டும் கஸ்டமர் கேர் நம்பருங்க சாரி நம்பர் இந்த சாரீ பார்த்துட்டிங்க அப்படின்னா சில்வர் கிரேல இருக்குங்க சாரி கலர் பார்த்துட்டிங்கன்னா சில்வர் கிரே பழுவன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல இருக்குங்க டார்க் கிரீன் கலர் சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற உங்களுக்கு கிடைக்குது அண்ட் இது எல்லாமே பியூர் சில்க் சாரீங்க ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் வாங்குகிற சாரீஸை வந்து தாராளமாக நீங்கள் வீட்டில் வந்து இது பியூர் சில்க் தானா அப்படிங்கிறத கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா யாரையுமே இந்த காலத்தில் வந்து நம்ப முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பியூர் சில்கா இல்லையானுக்கு